ஒரு முறை பில்கேட் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நிறைய ப்ரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்தா அதுல ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கேட்டாராம் இவர்கிட்ட நீங்க எப்படி தலை சிறந்த பணக்காரர்கள ஒருத்தவராக இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ பில்கேட் சொல்றாரு டக்குனு ஒரு பிளாங்க் செக் எடுத்து அந்த ரிப்போர்ட்டர் கையில கொடுத்துட்டாரு பில்கேட் கொடுத்து உனக்கு எவ்வளவு வேணுமோ பில் பண்ணிக்கனு சொன்னோடனே அந்த ரிப்போர்ட்டர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஐயோ சார் சாரி நான் கேட்டதில்லை ஏதாவது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அதே கொஸ்டினாரு பெரிய பணக்காரரான வாய்ப்புகளை எந்த வாய்ப்பையும் வருது என்னமோ எப்படி